முல்லாஹி வரகாத்துஹூ அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்களெல்லாம் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புகாரி ஷரீஃபினுடைய தொடர் ஹதீஸில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் அதாவது மன்னர் ஹிர்கலீஸை கவர்ந்த இஸ்லாம் மன்னர் ஹர்கலீசுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தொடர்பு மன்னர் ஹர்கலீஸ் நபிசுல்லா அலைவசல்லம் அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருந்த மிக முக்கியமான விஷயங்கள் மன்னர் ஹெர்கலீஸ் யார் என்று சொன்னால் ரோமானிய புற அதாவது ஷாம் சிரியா பலஸ்தீனம் இந்த போன்ற நாடுகளை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ஜியத்தையே தனக்கு கீழ் வைத்து நடத்தக்கூடியவர் தான் மன்னர் ஹிர்கலீஸ் இந்த மன்னர் ஹிர்கலீஸ் நபிசுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்பவர்கள் ஹதரத் இபுன் அப்பாஸ் ரதிலாஹு தாலுவர்கள் யாரை தொட்டும் ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸனுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஹதரத் அபு சுஃபியான் அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை இபன் அப்பாஸ் ரதியுல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அதாவது அபு சுஃபியான் ரதிலாஹு தாலானு அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் இந்த நிகழ்வு அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இப்ரா அப்பாஸ் ரதி என்பவர்களிடத்தில் அபு சுஃபியான் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லிக் காமிக்கின்றார்கள் என்ன அபு சுஃபியான் அவர்கள் சொல்கிறாங்க மக்காவில் என்னுடைய குறைசி நண்பர்களோடு மிகப்பெரிய ஒரு வியாபார குழுவை நான் ஷாமுக்கும் சிரியாவுக்கும் அனுப்பி வைத்திருந்தேன் அந்த குழுவில் ஒரு குழுவில் நானும் அந்த வியாபார குழுவோடு சென்றிருந்தேன் இப்படி சென்றிருந்த அந்த நேரத்தில் கிழக்கு ரோமானியபுர அரசர் மன்னர் ஹிர்கலிஸ் எங்களை அழைத்து வருமாறு சில மனிதர்களை அனுப்பி வைத்திருந்தார் சில காவலாளிகளை அனுப்பி வைத்திருந்தார் அந்த காவலாளிகள் எங்களை வந்து அடைந்தார்கள் எங்களை வந்து அடைந்து சொன்னார்கள் மன்னர் ஹெருக்கல் உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுகின்றார் அவர் உங்களிடத்தில் சில விஷயங்களை உரையாட விரும்புகின்றார் எனவே நீங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அழைப்பு விடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் கையோடு எங்களை அழைத்து சென்று விட்டார்கள் தாங்க மன்னர் ஹெருக்கல் சொல்லிய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய அரசபைக்கு நாங்கள் செல்கின்றோம் அங்கே சென்றார் மன்னர் ஹெருக்கல் இல்லை அவர் பைத்துல் முகத்தசிற்கு போயிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய அரசபையில் இருப்பவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் சற்று நேரங்கள் கழித்து மன்னர் ஹெருக்கல் வந்து விட்டார் வந்ததோடு அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா இந்த கூட்டத்திலேயே ரசூலுல்லாவுக்கு ரொம்ப நெருங்குற சொந்தக்காரங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டார் ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருங்குற சொந்தக்காரங்க இருக்கீங்களான்னு கேட்டாரு உடனே அந்த கூட்டத்தில் இருந்து அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் முஹம்மது சுல்லா வலம் அவர்களுக்கு நான் தான் ரொம்ப நெருங்குற சொந்தம் எப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாவுக்கு பெண் குடத்து விதத்திலும் நான் சொந்தம் ஒரு விதத்தில் ரசூல்லா என்னுடைய தங்கையையும் திருமணம் செய்திருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் குடும்ப உறவுகள்லேயே குறைஷி குடும்பத்திலேயே நான் தான் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப நெருங்குற சொந்தம் அப்படின்ட்டு நானே முன்னாடி போய் என்ன செஞ்சேன் சொன்னேன் சொன்னதோட அப்படி என்றால் என்னுடைய சிம்மாசனத்தில் நீங்களும் வந்து அமருங்கள் என்று அவருக்கு பக்கத்தில் நான் உட்கார வச்சார் எப்படி சுல்கலாவை பற்றி வேண்டி அந்த மன்னர் ஹெருக்கல் அவருடைய அரசபையில் அந்த சிம்மாசனத்தில் அவருடைய அரசு கட்டிலில் என்னை அமரச் நானும் அமர்ந்தேன் நான் அமர்ந்ததற்கு பிறகு மன்னர் ஹெருக்கலே ஒரு விஷயத்தை சேரார் அந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு வெக்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியதுன்ட்டு அபு சூஃபியான் அவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க என்னோடு வந்த என்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைக்க சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் அழைத்தார்கள் உடனே ஒரு மொழிபெயர்ப்பாரரையும் மன்னர் ஹெர்கலிஸ் அழைத்தார் அழைத்து அந்த மொழிபெயர்ப்பாரிடத்தில் சொன்னார் நான் இப்போ முஹமது சல்லாசம் அவங்களை பற்றி இந்த அபு சூப்பியான் அவர்களிடத்தில் சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன் நான் கேட்குற கேள்விகளுக்கு அபு சூப்பியார் அவங்க பொய் சொன்னால் இவர் பொய் சொல்கிறாருன்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க நண்பர்கள்ட நீங்கள் சொல்லுங்கன்ட்டு அந்த மொழிபெயர்ப்பாளர் இடத்துல மன்னர் ஹிருக்கல் சொல்கிறாங்க அந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட வந்து நண்பர்கள்கிட்ட சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு மன்னர் ஹிருக்கல் தன்னுடைய கேள்வி ஆரம்பிக்கிறாங்க அபு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய நண்பர்கள்ட மட்டும் மன்னர் ஹிருக்கல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா நான் பொய் சொன்னால் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்ட மட்டும் மன்னர் இருக்க சொல்லலை சொல்லாமல் இருந்திருந்தா நான் ரசூல்லாவை பற்றி நிறைய பொய்யான தகவல்களை நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் செஞ்ச இந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெக்கத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன இப்படி செஞ்சிட்டாங்களே எதையாவது நம்ம சொன்னால் கண்டிப்பாக மன்னருக்கு பயந்து ஏன்னா அரசபையில் நிற்கிறோம் அதுவும் சிம்மாசனத்துக்கு பின்னாடி நிற்கிறோம் கண்டிப்பா பொய் சொன்னாண்ட் மன்னர் சில கேள்விகளை கேட்க தொடங்குறார் அதுல முதல் கேள்வி என்ன தெரியுமா நீங்க முகம்மது முகமது முகம்மது ஊர் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்களே பல நாடுகள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த முகம்மது உங்கள் நிலையில் இருக்கக்கூடிய குளத்திலே சிறந்த குலத்தை சார்ந்தவரா அல்லது தாழ்ந்த குலத்தை சார்ந்தவரா நல்ல உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவரா அல்லது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குலத்திலிருந்து குடும்பத்திலிருந்து வந்தவரா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் அப்போ நான் சொன்னேன் அவங்க ஏதோ தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருந்தோ ஒதுக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்தோ மக்களால் இழிவுபடுத்தப்பட்ட குடும்பத்தில் இருந்தோ கோத்திரத்திலிருந்தோ அவர்கள் வரவில்லை எங்களுடைய குளத்திலே ரொம்ப சிறந்த குலமான குறைஷி குளத்திலிருந்து தான் அந்த முகம்மது என்பவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நான் பதில் சொன்னேன் அதை கேட்டுவிட்டு மன்னர் ஹெர்கலிஸ் அடுத்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கின்றார் இப்போ முகமது சல்லா அலுவலம்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து தன்னை நபி நபின்ட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க இல்லையா இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வேற யாராவது சொல்லியிருக்காங்களா அவங்க குடும்பத்திலையோ அல்லது வேறு யாராவது எங்கேயாவது தன்னை நபின்னு சொல்லி விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் இவர்களுக்கு முன்னாடி யாருமே இப்படி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை எங்களுடைய பரம்பரையிலே எங்களுடைய கோத்திரத்திலேயே எங்களுடைய ஊரிலே எங்களுடைய நாட்டிலே இவர்தான் இப்பொழுதுதான் முதன் முதலாக கொண்டிருக்கின்றார் என்று நான் பதிலளித்தேன் அதையும் அப்படியா என்று கேட்டுவிட்டு அடுத்த ஒரு கேள்வியை மன்னர் ஹெருக்கல் கேட்டார் என்ன தெரியுமா இந்த முகம்மதுன்னு சொல்கிறீங்களே அவங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது பெரிய அரசாராக அரசு பொறுப்பில் அல்லது அரசராகவே இருந்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்களுடைய குடும்பத்திலாம் யாரும் அரசராகவோ அல்லது பெரும் பெரும் அரசு வேலை பார்த்தவர்களாகவோ யாருமே இல்லை அவங்க குடும்பத்தில்லாம் எந்த அரசரும் வரலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதையும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க இந்த முகம்மதை பின்பற்றுபவர்கள் யார் பின்பற்றா நல்ல உயர்ந்தவர்கள் பணக்காரர்கள் பதவி படைத்தவர்கள் சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்தில் இருப்பவர்கள் பின்பற்றுகின்றார்களா அல்லது ஒன்றுமே இல்லாத ஏழைப்பாழை ஜனங்கள் மக்களால் பிற்படுத்தப்பட்டவர்கள் மக்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் கூனி குறுகி இருக்கக்கூடிய சமுதாயம் அவர்களை பின்பற்றுகின்றதா என்று மன்னர் ஹிருக்கல் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லை அவரை பின்பற்றுறது எல்லாமே எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான் வியாபாரத்தாலும் முடக்கப்பட்டவர்கள்தான் குடும்பத்தாலும் ஒதுக்கப்பட்டவர்கள்தான் எங்களுடைய உயர் குலத்தால் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் பதில் சொன்னேன் அதுக்கடுத்து மன்னர் ஹெருக்கல் கேட்டாரு அந்த முகமது சுல்லாஹ் உலக சொல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்களா இல்லை குறைந்து கொண்டே இருக்கின்றார்களா என்று அவர் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் வீசக்கூடிய புயல் விடவும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மக்கள் அதிகரித்துக்கிட்டே போகிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை எத்தனையை கடந்து போயிருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு மக்களுடைய வருகை ரொம்ப வேகமாக இருக்குது ரொம்ப காட்டு தீயை போன்ற அவர்களுடைய வார்த்தையும் அவருடைய கொள்கையும் பரவிக்கொண்டே இருக்கிறது நாளுக்கு அதிகரிச்சிட்டே தான் போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் அடுத்து மன்னர் ஹெருக்கல் கேட்டார் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அதன் மீது வெறுப்பு கொண்டு அந்த இஸ்லாத்தின் மீது எரிச்சல் கொண்டு அதன் மீது ஒரு மிகப்பெரிய தவறுதலான எண்ணம் கொண்டு அந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியே போனவங்க யாராவது இருக்காங்களா சொன்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதற்கு பிறகு இஸ்லாத்தில் நுழைந்ததற்கு பிறகு அதை விட்டும் வெளியே போன யாரையும் நாங்க இதுவரையும் பார்க்கல ஏத்துக்கொண்டதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் உறவுகளையும் தியாகம் செய்வதற்குத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உறவுக்காகவோ குடும்பத்திற்காகவோ பணத்திற்காகவோ அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே போன மாதிரி இதுவரையும் நாங்கள் யாரையும் பார்க்கலை அவங்க ஏற்றுக்கிட்டவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படியே அந்த மார்க்கத்தில் நிலைச்சி நிலமையாக தான் இருந்துக்கிட்டு நான் சொன்னேன் அடுத்து மன்னர் ஹெருக்கர் கேட்குறாரு அப்படியா நீங்கள் இப்போ முகம்மது முகம்மதுன்னு ஒரு ஆளை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே சொல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் தன்னை நபி என்று சொல்வதற்கு முன்னால் உங்கள் மத்தியில் என்றைக்காவது பொய் பேசியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி போய் பேசுனாங்க அன்னைக்கு போய் பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா அவர்கள் பொய் பேசியிருப்பாங்கன்ட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்ட்டு எங்களை பார்த்து கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு மத்தியிலே அவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அவரை நாங்கள் அல் அமீன் என்று அழைப்போம் உண்மையாளர் என்று நாங்கள் அவரை அழைப்போம் உண்மைக்கு பெயர் போனவர் என்று அவரை நாங்கள் அழைப்போம் இதுவரையிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர் எங்களுக்கு மத்தியில் பொய் சொன்னதே கிடையாது அடுத்து மன்னர் ஹிர்கள்ல் கேட்கிறார் அப்படி கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போகிறார் மன்னர் ஹிர்கல் அடுத்து கேட்கார் அப்படியா அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒப்பந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மஹமதுல்லாசம் நீங்கள் சொல்கிறீங்களே அவங்களோட ஏதாவது ஒப்பந்தம் செஞ்சால் அந்த ஒப்பந்தத்துக்கு மீறி நடக்கிறாங்களா அல்லது அந்த ஒப்பந்தத்தை சரியாக தான் பின்பற்றி நடக்கின்றார்களா என்று பார்த்து கேட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் இப்போ தான் முதன் உடன்படிக்கைன்னு ஒன்று செஞ்சுருக்கிறோம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தில் அவங்க எப்படி நடப்பாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய போகும் இனிமேதான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படியா சரி அந்த முஹம்மது சுல்லாம் அலையூசல்லம் அவர்களோடு நீங்கள் ஏதாவது போர் புரிந்தது உண்டா போர் செஞ்சுருக்கீங்களா அந்த போரில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த போரில் வெற்றி தோல்விகள் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு என்னை பார்த்து கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நாங்கள் அவர்களோடு போர் புரிந்திருக்கின்றோம் ஆனால் போரில் தொடர்ச்சியாக அவங்களும் வெற்றி பெறலை தொடர்ச்சியாக நாங்களும் வெற்றி பெறலை எங்களுக்கு மத்தியில் ஒரு சுழற்சி ஒரு வாட்டி அவர்கள் எங்களை விழுவார்கள் வருவாட்டி நாங்கள் அவர்களை வெல்வோம் இப்படி வெற்றி தோல்வி எங்களுக்கு மத்தியில் மாறி மாறி மாறி மாறி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்கடுத்து கேட்டார் லாஸ்ட் கேள்வியா அப்படியா சரி அந்த முகம்மது சல்தான் அப்படி என்னதான் கொள்கையை சொல்கிறாங்க என்னதான் செய்யணுமா அவங்களுக்கு என்ன செய்ய சொல்றாங்க மன்னர் கேட்க கேட்கார் அபு சுஃபியான்றதையும் சொன்னாங்க அவர் ஓர் இரு கொள்கையை மத்தியில் விதைக்கின்றார் ஒரே இறைவனைதான் வணங்க வேண்டும் அவனுக்கு யாரையும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இணை வைக்கவே கூடாது என்று எங்களுக்கு கற்பிக்கின்றார் எல்லா மக்களையும் சமநிலையோடு நடத்த வேண்டும் என்கின்றார் பெண்களை அடிமையை போன்று பார்க்க கூடாது என்கின்றார் பொய் சொல்லக்கூடாது என்கின்றார் விபச்சாரம் செய்யக்கூடாது என்கின்றார் மது அருந்த கூடாது என்கின்றார் சூதாடக் கூடாது என்கின்றார் இன்னும் நாம் செய்யக்கூடிய அனைத்து அநாகரிக செயல்களையும் அவர் தடுக்கின்றார் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த அந்த வழிமுறைகள் அனைத்தும் தவறு என்கின்றார் என்று அபு சூஃபியான் அவங்க எல்லாத்தையும் எந்த இடத்துலையுமே பொய் சொல்லலை எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக தெல்ல சொல்லி முடிச்சிடறாங்க இப்போ மன்னர் இருக்கல் பேச ஆரம்பிக்கிறார் மன்னர் ஹிருக்கல் பேச ஆரம்பிக்கிறார் தன்னுடைய மொழிபெயர்ப்பாளரை அழைத்தார் அருமை மொழிபெயர்ப்பாளரே இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயத்தை இந்த அபு சுஃபியானிடம் நீ தெளிவாக சொல்லிவிடு ஒரு கோபத்தோடும் தான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடும் ஒரு சந்தோஷத்தினுடைய உச்சத்திலும் மன்னர் இருக்கல் பேசுறார் முதல்ல நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் உங்களுடைய குளத்திலே உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குளத்திலே சிறந்த குளத்தை சார்ந்தவரா தாழ்ந்த குலத்தை சார்ந்தவரா என்று நான் கேட்டேன் நீங்க சொன்ன எங்களா முகமது சல்லாசம் நிச்சயமாக சப்தியமாக இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சிறந்த குளத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நபிமார்கள் யாரும் தாழ்ந்த குளத்தில் இருந்தோ மக்களால் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தோ எந்த நபியும் வரல சிறந்த குளத்திலிருந்து தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க அதுக்கடுத்து நான் கேட்டேன் இவங்களுக்கு முன்னாடி யாராவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு நான் கேட்டேன் அதுக்கும் நீங்க இல்லைன்னு சொன்னீங்க ஒருவேளை நீங்க ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க அவரை சொல்லி ஒரு பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் சொன்னதை தானும் சொல்லி பெயர் தேடிக்கொள்ளக்கூடிய சாதாரண ஒரு மனிதர் தான் என்று நான் முகமது சுல்லாசம் அவர்களை சொல்லியிருப்பேன் ஆனால் அவர்கள் மட்டும்தான் இதை சொல்கின்றார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் சரி அவர்களுடைய முன்னோர்கள் யாராவது அரசாக இருந்தாரி அதிகாரத்தில் இருந்தார்களா என்று கேட்டேன் ஒருவேளை யாராவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நான் என்ன நினைச்சிருப்பேன் முன்னோர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் அந்த மரியாதையும் அந்த கௌரவத்தையும் அந்த பொருளாதாரத்தையும் தானும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இவர் இதை வாதிடுகின்ற கூடிய சாதாரண மனிதர் தான் என்று நான் நினைத்திருப்பேன் ஆனால் அவர்களுடைய முன்னோர்களோ யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அடுத்து நான் கேட்டேன் மக்களையே ரொம்ப உயர்ந்த மக்கள்கள் பின்பற்றுகின்றார்களா பணக்காரர்கள் பின்பற்றுகின்றார்களா மக்களால் உயர்த்தப்பட்டவர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் பின்பற்றுகின்றாரா என்று கேட்டேன் அதற்கும் நீங்கள் சொன்னீர்கள் இல்லை மக்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் நீங்கள் பின்பற்றுகின்றார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆம் நிச்சயமாக இறை அவர்கள்தான் முதலில் பின்பற்றுவார்கள் சுபகானல்ல அற்புதமான ஒரு விஷயங்களை பேணி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து மன்னர் கேட்கிறாரு அவருடைய மார்க்கத்தம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறாங்களா குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்களான்னு நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் சொன்னீங்க அவர்கள் அதிகரித்து போய்கொண்டே இருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக ஓரிரை கொள்கை இப்படி அதிகரித்து போய்கொண்டே தான் இருக்கும் மன்னர்கள் தெளிவாக சொன்னார் ஓரிரை கொள்கை என்பது இப்படி தான் அதிகரித்து போய்கொண்டே இருக்கும் அதை யாராலும் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வரையிலும் இஸ்லாம் என்பது நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அதிகரித்து போய்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கே மன்னர் ஹெர்க்கல் சொன்னார் நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் காட்டு தீயை போன்றது அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க யாராவது இந்த இஸ்லாம் எனக்கு பிடிக்கலை இந்த மார்க்கம் எனக்கு பிடிக்கலை இதன் மீது எனக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குதுன்னு சொல்லி யாராவது வெளியே போயிருக்காங்களான்னு நான் கேட்டேன் அதுக்கும் நீங்கள் சொன்னீங்க யாரும் வெளியே போகலை இதை தக்க வைத்து கொள்வதற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்ய முன் வந்துட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக ஈமானின் சுவை என்பது இப்படி தான் இருக்கும் அந்த ஈமானின் சுவையை சுவைத்தவர்கள் அதனுடைய சுவைக்காக எதை வேணுமென்றாலும் தியாகம் செய்வார்கள் என்று மன்னர் கல் சொன்னார் அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அவர் என்றைக்காவது உங்களுக்கு மத்தியில் பொய் சொல்லியிருக்காரான்னு கேட்டேன் நீங்கள் அவர் பொய் சொன்னதே இல்லை என்பதாக நீங்கள் சொன்னீங்க மக்களுடைய விஷயத்திலே பொய் சொல்லாதவர் அல்லாவுடைய விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார் என்று நான் நம்புகின்றேன் அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஒப்பந்தத்தை அவர் என்றைக்காவது முறித்து நடந்திருக்காரான் கேட்டேன் அதுக்கும் நீங்கள் அவர் அதை முறித்து நடந்ததில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் நிச்சயமாக நம்பிவார்கள் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு காலமும் மாட்டார்கள் என்பது நான் அறிந்த விஷயமாக இருக்கிறது அதற்கடுத்து நீங்கள் சொன்னீர்கள் அவர் என்ன செய்ய சொல்கின்றார் என்று நான் கேட்டேன் நீங்கள் சொன்னீர்கள் ஓரிரை கொள்கையை வணங்க வேண்டும் எல்லா மக்களையும் சராசரி மக்களையும் சாமானிய மக்களையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அனாச்சார செயல்கள் அனைத்தும் தவறு என்று அவர் சொல்வதாக நீங்கள் சொன்னீர்களே நிச்சயமாக நீங்கள் சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் அபு சூஃபியான் அவரிடத்தில் மன்னர் ஹெருக்கல் சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக அவர்தான் நபி அதை மாற்றுக்கருத்தே இல்லை இப்படி ஒரு நபி வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படி ஒரு நபி வருவாங்க அவர்களுக்கான அடையாளங்கள் இன்னென்ன அடையாளங்களோடு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் குளமான உங்க குளத்திலிருந்து வருவாங்க நான் எதிர்பார்க்கல மன்னர் என்ன சொல்றாரு உங்க குளத்திலிருந்து இப்படி ஒரு நபி வருவாங்க நான் எதிர்பார்க்கல உங்க குளம் அல்லாத வேற குளத்தில் இருந்துதான் ஒரு நபி வருவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நிச்சயமாக அந்த நபியை பத்தி மன்னர் இருக்கல் இதெல்லாம் சொல்லிட்டு ரசூல்லா மேல தனக்கு இருந்த அன்பையும் மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த எண்ணத்தையும் மன்னர் ஹெருக்கலேஸ் வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்றாங்க அவர்கள் நபியாகத்தான் இருப்பார்கள் நிச்சயமாக என்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அவர் வந்தால் நான் அவரை சந்திப்பதற்கு முயற்சி செய்வேன் நான் அவரை சந்திப்பதற்கு முயற்சி செய்வேன் அப்படி நான் அவரை சந்தித்து முயற்சி செய்து அவரை சந்தித்து விட்டால் அவருக்காக ஏராளமான உதவிகளையும் நான் செய்வேன் அது மாத்திரமல்ல அப்பேற்பட்ட அந்த மா அந்த புனிதரை அந்த இறை தூதரை அந்த நபியின் காலை நான் கழுவி விடுவேன் யுகப்பில் ஒரிஜிலேஹி அவரின் காலை நான் கழுவி விடுவேன் என்று மன்னர் ஹெருக்கலை சொன்னார் ரசுல்லா பற்றி எவ்வளோ அழகாக வச்சிருந்தார் இன்றைக்கி ரசூலா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ரசூலா பற்றி என்ன படிக்கணுங்கிற நமக்கு ஆசை வருது ரசூலா பற்றி என்ன நம்ம தெரியணும் என்ன தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயங்கள் நம்ம புரிஞ்சுருக்கணும் இன்றைக்கி எதை பற்றியுமே நமக்கு இஸ்லாத்தை பற்றியோ ரசூலை பற்றியோ அல்லாஹாவை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ மார்க்க கல்வியை பயின்றவர்களை பற்றியோ இன்றைக்கு நமக்கு எதுவுமே தெரியாமல் போனதின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அநாச்சார செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு அப்போ ரசூலுல்லான் இப்படி ஒரு நபி வருவாங்க அப்படின்ட்டு முன் உள்ள ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுருந்துச்சு மன்னர் ஹிர்கல் யாருன்னா முந்தி வந்த வேதங்களை படித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் மன்னர் ஹெர்கலிஸ் இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மன்னர் ஹெர்கலிஸ் சொல்கிறார் ரசூலுல்லாட்டிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு ஏன்னா ரசூலாக முன்னாடி அனுப்பியிருந்தாங்க ரோமானிபுரம் மன்னருக்கு ரசூலாக முன்னாடி அனுப்பியிருந்தாங்க அந்த கடிதத்தை எடுத்து வர சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை படிக்க சொல்கிறாரு என்ன எழுதியிருந்துச்சு இஸ்மில்லாஹி ரஹ்மாலுஇர் ராகிம் அளவில்லாத அருளாலன் நிகழில்லாத அன்புடையனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்லாஹுவின் அடிமையாகவும் அவனின் தூதராகவும் இருக்கக்கூடிய முஹம்மதிடமிருந்து மன்னர் ஹெருக்கலுக்கு எழுதி கொள்வது என்னவென்றால் நிச்சயமாக நீங்கள் ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் உங்கள் சமூக மக்களும் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகிலும் மறு உலகிலும் நீங்கள் கை சேதமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க மறந்தால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய குடிமக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத குற்றமும் உங்களையே வந்து சாரும் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசுல்லா எழுதி அனுப்பியிருந்தாங்க இந்த லெட்டரை படித்ததோட அரசபையில் இருந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க சில மத போதகர்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க சத்தம் போடுறாங்க சத்தம் போட ஆரம்பித்ததோட மன்னர் இருக்கல் அப்படியே அபு சூஃபியான் அவங்கள பார்க்குறாங்க அபு சூஃபியான் அவர்களுக்கு ஒன்றும் ஓடலை மன்னர் இருக்கல் சொன்னார் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு போகலாம் நீங்கள் நீங்கள் வெளியே போகலாம் அப்போ தான் அபு சூஃபியான் அவர்களுக்கு ஒரு பெரும் மூச்சு அப்பா எல்லா விஷயத்தையும் சரியாக சொல்லிட்டோம் மிகப்பெரிய ஒரு மன்னர்லேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே அபு சூஃபியான் அவங்க வெளியே வராங்க வெளியே வந்து சொல்கிறாங்க மஞ்சள் நிறுத்தவர்களுக்கு மத்தியில் முகம்மதினுடைய விஷயம் மிக கடினமாகிவிட்டது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க பேரரசராக இருக்கக்கூடிய ரோமானியபுர நாட்டை ஆளக்கூடிய மன்னர் இருக்கலையே ரசூல்ல்லாவை பார்த்து பயப்படுறாங்களே பயப்பட்டாலும் பரவாயில்ல ரசூல்லாவுடைய கால பிடிப்புன்னு சொல்லிட்டாருன்ட்டு என்னுடைய நண்பர்கள்ட நான் வெளியே வந்து சொன்னேன் அப்படின்ட்டு யார்ட்ட சொல்றாங்க அபு சூஃபியான அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு பிளாஷ் பேக்க அபு சூஃபியார் ரதி அல்லா அஹ் தலா இருங்கவங்க சொல்லி நிறைவு செய்கிறாங்க அப்போது ரசூலுல்லாவுக்கு வகை வந்தது ரசூலுல்லா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத குறித்து அதுக்கு முன்னால் வரப்பட்டிருந்த வகையை குறித்து இன்ஷால்லா நாம் தெரிந்திருந்தோம் நாளைய தினத்தில் இன்னொரு தொடரில் ஈமானினுடைய கிளைகள் என்கின்ற ஒரு தொடரில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையிலும் இன்ஷா அல்லா நாம் தெரிந்த விஷயங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த புகாரி ஷெரீஃபினுடைய முழு தொடரையும் முழு ஹதீசுகளையும் முழுமையான முறையில் தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக